Oh, baby. இருக்கும் அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே இப்பொழுது சொல்ல இருக்கின்ற ஒரு சரித்திர வரலாறு சிறப்பினைப் பற்றி சொல்லலாம் என்பதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம் அவர்களுடைய தாயார் பி வி மரியாத் அவர்களுடைய ஒரு சிறப்பையும் பிறந்த ஒரு சிறப்பையும் சிறப்பான முறையிலே சொல்லி முடிக்கலாம் என்பதாக நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம் அருமை பெரியவர்களும் தோழர்களும் தாய்மார்களும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக்கொண்டு நாங்கள் தோங்குகின்றோம் நபி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் வாழ்ந்து வந்தார் ஆதி வருவனந்தும் அவன் தூதர் நபியே என்றும் ஆதி ஒருவர் அவன் தூதர் நபியே என்றும் வனிசிராயில் கூட்டத்தார் பெணத்தில் கூர்மக்கமாக அழைத்து நபித்து வசலாம் வெகு சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் நபி சக்கரி அலை அப்படி வாழ்ந்து வரப்பட்ட அந்த என்று சொல்லக்கூடிய இம்ரான் என்று சொல்லக்கூடியவரும் அவருடைய மனைவி ஆகிய கூடியவர்களும் இரண்டு பேர்களும் அந்த பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் தானே ரொம்ப சிறப்பான முறையில் தானே இருந்து வாழ்ந்து பெரிய பெரியவர்கள் அதாவது ஜென்மத்து பீவியம் அவருடைய கணவராகிய இம்ரான் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களும் நபி யூசுப் அலி அவங்களுடைய சந்தத்தில் நின்று வந்தவர்களாக இருக்கும் அப்படி வந்த அந்த இரண்டு பேர்களுக்கும் இம்ரான் சொல்லக்கூடியவர்களுக்கு வயது தொண்ணூறுக்கும் அதிகமாகிவிட்டது அவருடைய மனைவி ஆகிய ஜன்னத்து அவர்களுக்கும் வயது எழுபது ஆகிவிட்டது இந்த நிலையிலே இரண்டு பேர்களும் இறைவனை புகழ்ந்தவர்களாக இறைவனை துதித்தவர்களாக இந்த உலகத்தில் நம்மளுக்கு இல்லையே மக்கள் இல்லையே மகப்பேர் இல்லையே என்ற ஒரு மன வருத்தோடு இரண்டு பேர்களும் இறைவனை புகழ்ந்து அப்படி வர வேண்டிய நாளில் அந்த ஜென்னாவுடைய வீட்டு வாசலில் இருக்கின்ற ஒரு கிளையில ஒரு காகமாக குஞ்சிக்கு எறை கொடுக்கின்ற காட்சியை இந்த ஜென்னத்து பிவியாக கூடியவர்கள் கண்ணாலே கண்டே தீடுவார் நினைக்கின்றார் அந்த காத்தி குஞ்சிக்கு அதை எறி தேடி கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சிக்கு கொடுத்து அது மகிழ்ச்சி சந்தோஷப்படுகிறது அதே நேரத்தில் நமக்கும் இவ்வளவு வயதாகிவிட்டது நமக்கு இது போன்ற ஒரு குழந்தை இருந்தார் அதற்கு நாம் உணவு ஊட்டி நல்ல முறையில் வளர்ப்போமே அதற்கு நம்மளுக்கு என்பதாகத்தான் வேதனைப்பட்டவர்களாக இருக்கும் போது அவ்வாஹு கால ஆண்டு கிருபியை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படுகின்றது இம்ரானுக்கு தொண்ணூறு வயசு அந்த அம்மாவுக்கு எழுபது வயசு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையை இந்த பைத்து முகத்தீஸ் சொல்லக்கூடிய இந்த பள்ளி மாசலுக்கு நான் ஹகுமத்து செய்யக்கூடிய அந்த பிள்ளையை நான் பள்ளிக்காக வழங்கி விடுகின்றேன் அந்த ஜென்னத்தம்மா அப்படி ஒரு பிள்ளை பிறந்தார் அந்த பிள்ளையை நான் வைத்து நான் விட்டுவிடுகிறேன் அவர்கள் மேல ஆகிய இம்ரானும் ரெண்டு பேர்களின் வீட்டில் தான் இருக்கும் போது அல்லாஜர் வலுப்பத்தை கொண்டு அந்த ஜென்னத் அம்மாவுடைய வயசில் அந்த இரவு அமல் தரிபாடாகிவிட்டது ாகிவிட்டதுண்டான பீதி மனதிலே ரொம்ப மிக்க மகிழ்ச்சி கொண்டு நீண்ட நாளைக்கு பின்பதாக நமக்கு நமக்கு ஆண்டவன் ஒரு குழந்தையை நம்முடைய வயத்திலே கருவாக்கி வைத்தான் என்று அவர்கள் தான் ஏறிவனை போற்றி போனவர்களாக இருக்கும் போது இப்படியாகத்தான் உலகத்தினுடைய ஒப்பனைப்படி அவர்களுக்கு ஒன்பது மாதம் நிறைவாகிறது பத்தாவது மாதம்தான் இவர்கள் பூர்த்தியானதும் அந்த ஜென்னத்தி பீவியாக கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்களையானால் அழகான பெண் குழந்தை பெற்றும் எடுத்தார்கள் அழகான பெண் குழந்தை பெற்றும் தாய் அவர்கள் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தி அந்த குழந்தைக்கு வைக்கின்றார்களே ஆனால் மரியம் என்று பெருமை பெற்ற பெண் பெற்றதும் அந்த தாய் சொல்லுகின்றார் ஆண்டவனே அதாவது பள்ளிவாசல் பைத்தர் செய்யக்கூடிய பிள்ளையாக நான் விடுவேன் என்பதாக நீயத்து வச்சிருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் பெண் குழந்தை பிறந்துவிட்டேன் பெண் குழந்தை பள்ளி வாசலுக்கு செய்வதற்கு பொருந்துமா பொருந்தியோ மரியும் என்பதாக பெயர் வைத்தார்கள் ரொம்ப தூய்மையானவர்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படி பெற்ற அந்த குழந்தைக்கு அம்மா இடத்துல துவா செஞ்சாங்க யாரு தான் என்னுடைய பிள்ளைக்கு இனிசாந்தி ஒரு அதாட்டங்களோ அதனுடைய ஒரு தொல்லை என்னுடைய முடிந்து பிள்ளையத்தான் நல்ல விதமா கழுவி முழு காட்டி அது கண்ணிலே சுருமாயிட்டு அத்தலைக்கு நீயும் தான் நேத்த நல்ல குப்பாயங்களை தானே போட்டு அங்க எண்ணிய எண்ணப்படி நேர்ந்த நேர்ச்சிப்படி பிள்ளைய பிள்ளையைத்தானே கையில எடுத்துக்கொண்டு பயத்துள் முக்கந்தி சென்ற பள்ளிக்கு வந்தாங்க நின்றவர்கள் சென்னது பிவி ரொம்ப பயமாக நின்றவர்கள் சென்னது பிவி அப்பொழுது பயத்துள் முக்கந்தி பள்ளி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பேர்கள் அதற்கு தலைவராக இருக்கின்றார்களா கூட்டத்தை சார்ந்தவர்கள் பெரியவர்களாக கொண்டு போய் அந்த குழந்தையை தான் பள்ளிவாசலில் அதாவது ஹதியாவாக நேற்றையாக அந்த பிள்ளையை தானே கொண்டு போய் கொடுத்தார்கள் குழந்தையை கொடுத்தவுடனே அந்த குழந்தை யார் வாங்குகின்றார்களே ஆனால் பார்த்த குழந்தைய வாங்கி அந்த குழந்தையுடைய பார்த்தார்கள் அழகான முறையிலே வச்சிகரமான முறையிலே குழந்தை இருக்கிறதை இதை பார்க்க மட்டுள்ள அந்த பள்ளி வாசலுக்குமத்தி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் குழந்தையைத்தானே பார்க்கின்றார்கள் பார்த்த அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுகின்றார்களையானா இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அப்போ மொத்த நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன்னு தொண்ணூறு பேருக்கு அப்ப யாருக்கு அந்த புள்ளை கொடுக்கிறது வளர்க்கிறது வேணுமே அப்ப அந்த தொண்ணூறு பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க தலைவர் இருந்தார் ஊரੰਜேந்து ஒரு முடிவுக்கு வந்தான் என்ன செய்வோம் அதாவது இந்த 90 பேர் உரிய பேரையும் எழுதக்கூடிய எழுது கலம் இருக்கதுனால எழுத ஹோல் பேனா அந்த கலத்துல அவங்கவங்க பேரை எழுதுணும் ஆமா பேரை எழுதி இந்த பைதுல் முக்கद्दिस பள்ளிவாசலுக்கு பக்கமா ஓடக்கூடிய இந்த ஆத்துல கொண்டு போய் அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய பேனாவை அந்த கலத்து ஆத்துல போடணும் போட்ட அந்த எண்பத்தி ஒன்பது பேர்களுடைய களமும் தண்ணியில முங்கி போச்சு எண்பத்தி ஒன்பது பேர்களுடைய போச்சு அதே நேரத்தில் இதை கண்ட மற்றவர்கள் எல்லாம் சொன்ன ஒப்புதலின்படி அந்த கட்சியிடம் குழந்தையை தானே சக்கரியாலே சுனாத்மசனாம் கையில கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அவர்கள் தானே குழந்தை எடுத்துக்கொண்டு செஞ்சிடுவான் அவர்கள் தன்னுடைய அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக வீட்டுக்கு சென்றார்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லப்படுகின்றது நபி சக்கரியால் இஸ்லாத் அசலாம் அவங்களுடைய மனைவியும் அதாவது மரியத்தினுடைய தாயாரும் கூட பிறந்த சகோதரி என்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஆக என குழந்தையை கொண்டு போய் அவங்கள கொடுத்ததும் குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி நபி சக்ரிய அவர்களும் அவங்களுடைய மனைவியானவர்களும் இரண்டு பேர்களும் தான் எந்த குழந்தையை எந்த முறையிலே வளர்த்து வருகின்றார்களே ஆனால் கண்ணோயி மேயும் போன்று வளர்த்துமானார்கள் அவர்கள் வளர்த்து வந்தார்கள் வளர்த்து வந்த நபிசலான் அவர்களும் அந்த அவங்களுடைய மனைவியாரும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப உருத்தான முறையில அந்த குழந்தையை தான் நல்ல முறையில் வளர்த்து வருகிறார்கள் அப்படி வளர்த்து வர வேண்டிய நேரத்தில் பிவி மரியாத் அவர்களுக்கு வயதும் தானது பிவி மரிய வயது அத்தவன் அவர்களுக்கு பக்தியும் அவங்களுடைய உள்ளத்தில் இறங்கிவிட்டது அஞ்சாவது வயதிலேயே அவர்கள் அதுபோன்று அந்தமதி செய்கிறது பள்ளிவாசலில் செய்வது இந்த முறையிலே அவர்கள் இந்த முறையில் தான் எப்படி மத்தி செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஏழு வயது நரப்பமாகின்றது யாருக்கும் அப்படி ஏழு வயது நிறப்பமாக பார்த்தார்கள் நம்முடைய குழந்தை தானே வயது அவர்களுக்கு வயதும் வளர்கின்றது குழந்தையும் வளர்ந்து வருகின்றது அவர்கள் வயது வரக்கூடிய பருவம் வந்துவிட்டது என்பதாக நினைத்த நபி சக்கரியா சுனாத் மசனா அவர்கள் தனியாக இருந்து வணங்குவதற்கும் தனியாக இருப்பதற்கும் ஒரு தகுந்த ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று நபி சக்கரியாலி சுனாத் மசனாது முகத்தீஸ் பள்ளிவாசனுக்கு முன்பதாக நல்ல உயரமான உரையில் தானே அழகான மாளிகையை சுபகல்ல பி வி மரியமரீஸ் வசன அவங்க ஏழு வயது பிள்ளையாக இருக்கும்போது அவங்களுக்கு தனியான ஒரு மாளிகை கட்டப்பட்டதா அப்படி கேட்டிய அந்த மாளிகையில் அவர்களை தான் போய் வைத்து அவர்களை பாதுகாத்து வருகின்றார்கள் அப்படி வளர்த்து வரவேண்டி காலத்தில் பீவி மரியத்தை போல் உண்டான பிள்ளைகள் அவங்களுடைய வயதுக்குப்பான பிள்ளைகள் சென்று அந்த பீவி மரியத்தை நம்ப கூர் காலம் அதாவது ரொம்ப நல்ல ஒரு நிறைந்த ஒரு நேரம் ஆகையனால நாமளும் அது போன்று அந்த உல்லாசமான முறையிலே சென்று அந்த விளையாட்டுக்குள்ள நாமளும் விளையாடி வருவோம் என்று அந்த குழந்தைகளுக்கு நேரத்தில் பி மரியா துமஸ குழந்தை பருவமாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுகின்றார்களே தோழிகளே விளையாட வாருங்கள் என்பதாக என்னை அழைக்கின்றீர்கள் ஆனால் இந்த உலகத்தின் கண்ணில் நாம் விளையாட்டுக்காக ஆண்டவன் படைக்கவில்லை விளையாடுவதற்காக நம்மளை ஆண்டவன் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை நம்மளை எதற்காக ஆண்டு அனுப்பி வைத்து இருக்கின்றன அதாவது ஆண்டவனை நாம் வணங்குவதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அனுப்பி வைத்திருக்கின்ற உடை வேணும் நல்ல உணவு வேணும் நல்ல விதமா ஆபரணங்கள் அணிய வேண்டும் என்பதாக நான் நினைக்கவில்லை ஆகையினால் என்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணம் அந்த ஆண்டவன் உடைய வேண்டும் அவனுடைய ஒரு அன்பு வேண்டும் அவனுடைய ஒரு அருள் வேண்டும் அதற்காக வேண்டி நான் அல்லும் பதலும் இறை தொழுதுமாறேன் அதாவது நாம் விளையாடுவதற்காக உலகத்தில் படைக்கப்படவில்லை சந்தோஷமும் கேள்வி கணக்கில் அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்று நீங்கள் பெருநாள் என்பதாக சொல்லுகின்றீர்களே அது பெருநாள் அல்ல நமக்கு என்னைக்கு பெருநாள் தெரியுமா நாளை தியாமத்துடைய நாளையில எல்லாரையும் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்டு அதன் பின்பதாக அவரவர்களுடைய கூலிக்கு தகுந்தவாறு கூலி கொடுக்கப்படுகின்றது நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் உலகத்தில் எதுவுமே இல்லை இப்படி என்று அந்த மரியம் பிவி அந்த பெண்மணிகளுக்கு நல்ல அறிவுரைகளை கூறினார் சிறுபிள்ளையாக இருக்கும் போதே அல்ல அவங்களுடைய கல்விலை இவ்வளவு பெரிய ஒரு அல்லாவுடைய நல்ல பயத்தையும் ஒழுக்கத்தையும் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லா கற்பித்து வைத்தார்கள் இப்படியாக பி மரியா அந்த மாளிகையில் தான் தன்னம் தனியாகத்தானே இருந்து அல்லும் பல வணங்கி வந்தும் இரவும் பகலும் ஈடுபாடாக இருப்பார்கள் இப்படி இருக்கின்ற நாளையில் அவர்களுக்கு அந்த விட்டது அவர்களுக்கு பாலிகாக வயது பருவம் வந்துவிட்டது அவர்களுக்கு தெரிந்தது தெரிந்த உடனே அவங்க பள்ளிவாசல் செய்வதற்கு முடியுமா முடியாது அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு காரணத்தை கொண்டு அவங்க பள்ளி வாசலில் செல்லவோ பள்ளி வாசலுக்குள் போகவோ அவங்கள் அனுமதி கிடையாது அவங்க சுதுமதி செய்ய முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அரண்மனையில் தானே கொண்டு போய் சேர்த்ததும் அதே நேரத்தில் நபிசனா துவசலாம் அரியத்துடைய தாயாருக்கு தெரியப்படுத்தினார்கள் மரியத்துடைய தாயார் ஜனத்து பீ அவர்களும் தானே வந்து பார்த்து அந்த காரியங்களுக்கு என்ன உண்டுமோ அதையெல்லாம் தானே பார்த்தவர்களாக மகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தவர்களாக தன்னுடைய மகளை தானே ரொம்ப சிறப்பான முறையிலே பாதுகாத்து வந்திடுவார் ஜன்னதி நிலையை கண்டு அவர்கள் மனது மகிழ்ந்த சந்தோஷமானார்கள் ஜந்தச்சி தீவி தன்னுடைய மகள் வயதுக்கு வந்து விட்டார்கள் என்று அப்படி அவங்க செய்ய அவங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்து அந்த குருக்குடைய ஒரு குளிப்பு இருக்கின்றதே அதை குளிக்க வேண்டுமே அதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றது எங்க போய் குளிக்கிறதுக்கு அப்புறமாக ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுகின்றது அந்த ஆற்றில் ஆண்கள் குளிப்பதற்குரிய ஒரு இடமும் பெண்கள் குளிப்பதற்குரிய ஒரு இடமும் இருக்கின்றது அப்ப அந்த பெண்கள் குளிக்க வேண்டிய இடத்தில்தான் போய் குளிக்க வேண்டும் என்பதாக பீவி மரியாத் அவர்களை தான் அழைத்துக் கொண்ட அந்த பைத்து பக்கமாக ஓடக்கூடிய ஆற்றுக்கு அழைத்துமே செஞ்சிடுவார் அழகுள்ள மரியத்தைள்ள பொறுமை உள்ள மரிய மரியாத்து வசலாம் அவர்களை அவங்களுடைய தாயார் அழைத்துக் கொண்டு அந்த பாபில் என்று சொல்லக்கூடிய ஆற்றில கொண்டு போய் அவர்களைத்தான் பெண்கள் குளிக்க கூடிய சென்று பெண்கள் தானே யாரும் அதாவது மற்றவர்கள் யாரும் பார்க்க நிலையில மற்றவர்கள் யாரும் பார்க்க முடியாத நிலையில் தான் மரியம் அவர்கள் தான் நாணப்படுகின்றார்கள் வெட்கப்படுகின்றார்கள் அதே நேரத்தில் அல்லா ஜல் ஆண்டவன் கூறியின் பெண்களைத்தான் அனுப்பி வைக்கின்றான் பீவி மரியத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக சென்று மறைவாக நின்று அவர்கள் குளித்து முழுகி ஸ்நானம் செய்து போகும் வரைந்து நீங்கள் பாதுகாப்பாக நின்றுவாருங்கள் என்று அல்லாவற்றை கொடுக்கின்றார் அதன்படி மாணவர்களுடைய பெண்களெல்லாம் தானே வந்து இறங்கி சப்பு சப்பாக அணியணியாகத்தானே சொல் புத்துறைகளைத்தான் கொண்டு வந்து கட்டி நம்ம மறைவான முறையில் தான் வைத்து பிவி அவர்கள் அந்த ஆற்றில் தான் அவர்களுடைய முழுக்கு முழு கூடிய முறையில் தானே அவர்கள் குளித்து முழுகி ஸ்நானங்கள் செய்து தன் உடலும் உள்ள தூய்மையான முறையில் தானே மூழ்கி ஸ்நானங்கள் செய்து நல்லுடைகளை தானே உடித்துக் கொண்டு அந்த ஆத்தாங்க விட்டுத்தானே அவர்கள் வெளியாகி அவங்களுடைய தாயார் மரியம் பீரியும் அழைத்து கொண்டு வந்தார் அழகுள்ள மகளாரையும் பரிசுத்தமான முறையிலே பி வி மதியம் குடித்து மொழிக்கு வருகின்றார்கள் அப்படி அந்த பைது முகதீஸ் பள்ளிவாசியின் பக்கமாக வரக்கூடிய நேரத்தில் அழகான தோற்றத்தோடு அழகான சூரத்தோடு அல்ல அதால் பார்ப்பதற்கு ரொம்ப அழகு ஒழிவாக தெளிவாகத்தானே அவர்கள் நல்லுடைகளை தானே உடுத்த நல்ல அழகிய தோற்றத்தோடு பிவி மரியம் அலி சொனாத் அசலாம் அவர் உடைய முன்பதாக வருகின்ற காட்சியை தான் கண்டிவார்கள் வருகின்ற காட்சியை தான் கண்டிவார் அவர்கள் மரியத்தின் பக்கமாக நெருங்கிடுவார்கள் மரியத்தின் பக்கமாக நெருங்கிடுவார் இப்ராயிம் அலேஸ்வரா துவஸ்தலாம் அழகான தோற்றத்தோடு நல்லுடைகளை மனதிலே திடுக்குற்று பயந்து அவர்கள் அல்லாவை கொண்டு காவல் பாடு தேடுகின்றவர்களே என்னுடைய பக்கத்தில் நீங்கள் நெருங்காதீர்கள் நான் ரொம்ப பரிசுத்தன்மையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பக்கம் நெருங்காதீர்கள் என்று பி வி மரியம் அலேசலா துவசலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் சொன்ன உடனே ஜி பிரைல் அலேசலா சொல்லுகின்றார்கள் மரியமே பயப்படாதீர்கள் நீ நினைக்கக்கூடிய நினைப்பது போன்று உள்ள ஒரு ஆடவர் அல்ல நான் ஆள் அல்ல நான் ஆனால் நான் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு வந்த ஒரு அலக்காக இருக்கும் என்று அல்லாவுடைய உத்தரவு கொண்டு அல்லாவுடைய ஏவல் கொண்டு நீங்கள் வருவீர்களே என்னுடைய பக்கத்திலே வாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய பக்கத்திலே நெருங்காதீர்கள் என்று பிவி மரியம் மீண்டும் சொன்னார்கள் ஒரு தோற்றமுடையவன் அது மட்டுமல்ல அஞ்சாதவன் கொலை செய்யக்கூடியவன் களவு செய்யக்கூடியவன் பெண்களுடைய காரியத்தில் ரொம்ப பெயர் தகிர் சொல்லக்கூடிய ஒரு முரண அந்த பைபிள் முகணத்தில் அவன் தான் வருகிறானோ என்று அஞ்சு பயந்தவர்களாக அவர்களை பார்த்து சொன்னார்கள் சொன்னார்கள் பி வி உத்தரவுன்பது சொல்லுகின்றார்களோ பி மரியமே உங்களுடைய வயிறிலே பரிசுத்தமான முறையிலே ஒரு ரூகை கொண்டு ஒரு குழந்தையை அவ்வா உங்களுடைய வயதிலே உருவாக்கப் போகின்றான் நானோ கண்ணியாக இருக்கின்றேன் இருக்கின்றேன் எனக்கு கல்யாணம் கிடையாது கணவர் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி குழந்தை தனிப்பேன் எப்படி நான் குழந்தையை பெற முடியும் என்று சொல்லும் போது இந்த உலக மக்களுக்கு அட்டாட்சியாக அல்லா ஜல்லஷான உத்தால் ஆண்டவன் தந்தை இல்லாதபடி ஒரு குழந்தையை ஜனிக்க போய் ஜெனிக்க வைக்க ஆண்டவனால் முடியும் என்று அவனுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் குழந்தையை உருவாக்கப் போகின்றான் என்பதாக சொன்னார்கள் அல்லா ஜெல்ல ஆண்டவன் குரான் அதை மதியத்துடைய வயிற்றில் நான் தகப்படி இல்லாதபடி அவங்களுடைய வயிற்றிலே குழந்தையை உருவாக்கி இந்த உலகத்திலே பிறக்கச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த தகுதியும் அந்த மிகுதியும் அதனுடைய வல்லனையும் எனக்கு உண்டு உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லா ஜென ஆண்டவன் அல்வா உடைய ஒரு நாட்டம் அதுவே ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதும் தான் அவங்களுடைய தொண்டை குழியின் வழியாகத்தானே அந்த பரிசுத்தமான ரூகை தானே மரியத்துடைய வயிற்றுக்குள் அவர்கள் அந்த சிறப்பு மரியத்திற்கு அல்லாவுடைய தொண்டையின் வழியாக அவர்கள் அந்த மறைந்ததன் பின்பு பிவி மரியாத்து அசலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு தாயாக கூடியவர்கள் அவர்களுக்காக அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அவர்கள் ஆண்டவனை புகழ்ந்தவர்களாக ஆண்டவனை வணங்கினவர்களாக இருக்கும் போது மயிலே அமல் உருவாகி கொண்டு வருகின்றது வாழ்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் நபி சுதார்த்து வசலாம் அவங்களை போய் பார்க்க முடியும் வேற யாரும் அப்படி இருக்கும்போது பார்க்கும் போது அங்க எப்படி உள்ள காட்சியை காணுகின்றார்களே ஆனால் கனிவருக்கங்கள் இருக்கின்றது ஆனா பலவிதமாவுடைய கனிவருக்கங்கள் என்று சொன்னால் கோடை காலத்தில் உள்ள பல ஒருக்கங்கள் குளிர்காலத்தில் இருக்க இருக்கின்றது குளிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய கனிவருக்கங்கள் கோடை காலத்தில் கிடைக்கின்றது இந்த அதிசயத்தை எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது இது எப்படி நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் யார் கொண்டு வந்து தருகிறார்கள் என்று சொல்லும் போது மரிய மறைசலாத் சொன்னார்கள் பாவா அல்லாவுடைய நபி அவர்களே அல்லா ஜல் லட்சா அறுபத்தி நாலு ஆண்டு புறத்தில் நின்றும் எனக்கு என்ன என்ன தேவையோ இறங்கப்படுகின்றது என்று உண்மையிலே இந்த பிள்ளை ரொம்ப அல்லாவுடைய அருளை பெற்றவர்கள் தெய்வீகத்தன்மை பெற்றவர்கள் இறைவனுக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய அவர்களுடைய ஒரு தன்மை அமைந்திருக்கின்றது என்பதாக நான் மனதில் தானே சந்தோஷம் கொண்டிடுவோம் அவர்கள் தங்கையோடு சொல்லிடுவார் சந்தோஷம் கொண்டிடுவார் சொல்லிடுவார் அவங்களும் அந்த தன்மை வெளியில யாருக்கும் தெரியாது தெரியாது இந்த நிலையில் தானே இருக்கும்போது பி வி மரியாத்து கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் என்பதை உலக மக்களுக்கு தெரிய வேண்டுமே இதற்காக வேண்டி ஆகக்கூடிய இதை அறிந்து அந்த மக்கள் மத்தியில் போய் என்ன ஒரு அவதூறை சொல்லுகின்றனால் அதாவது நாட்டு மக்களே கேட்டீர்களா சக்கரிய வளர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பு பிள்ளையாகிய அந்த மரியம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹமதாக இருக்கின்றார்கள் அவர்கள் வயற்றிலே ஆண்டவன் கருவைத்தான் உருவாக்கி வைத்து அந்த குழந்தைக்கு தகப்பும் கிடையாது என்பதாக சொன்னார்கள் இதை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் தான் ரொம்ப அவங்க என்ன பேசிக் வளர்ப்பு பரிசுத்தமானவர்கள் மரியாதை எல்லாம் தான் பார்க்க வேண்டும் என்பதாக பெண்களை தான் அழைத்துக் கொண்டு வந்து நபி சக்கரியா அலி அவர்களுமாக பிவி மரியம் இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் habu gondu bibi mariyam ali zabad bin wa salam hamal air ki re dai kandidum marjaba hamal air மரிய இருக்கும் அதனை அம்மா மகளே மரிய ஒரு பெரிய முறையில் எந்த முறையில் இப்பேற்பம் நடந்தது எப்படி இந்த குழந்தை உங்களுடைய வயசில் உருவாச்சு இந்த பிள்ளைக்கு தந்தை யாரு தகப்பன் யாரு நடந்ததோரு உண்மையான சொல்ல வேணும் உண்மையை சொல்லுங்கம்மா எப்படி நடந்தது இந்த காரியம் பாதுகாப்பா நடக்கிறதுக்கு ஆண்களே இங்க வர முடியாது அப்படி இருக்கும்போது இந்த காரியம் உங்களுக்கு எப்படி நடந்தது என்று கேட்கும்போது அவர்கள் தான் என்னத்தம்மாவுடைய வீட்டில் தானே கொண்டு போய் வைத்தார்கள் அப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அவங்களுடைய தாயார் தன்னுடைய மகளைத்தானே கேட்கின்றார்கள் அம்மா அருமை கண்மணியான மகளே இது என்ன ஒரு புதுமையாக இருக்கின்றது நீங்கள் எப்படி அம்மா அமல் தரித்தீர்கள் உங்களுடைய வயிற்றில் இந்த குழந்தை எப்படி உருவானது இந்த பிள்ளைக்கு தாய தகப்பன் யாரு என்று கேட்டாங்க இந்த குழந்தை எப்படி உருவானது தாய தகப்பன் யாரு என்று கேட்டாங்க அப்படி கேட்கும் போது பி மரிய சொல்லுகின்றார்கள் அம்மா இது ஒரு குதிரத்தாவுடையது இது ஒரு புனிதமாவுடையது சுருங்கமாக சொன்னால் அல்லா ஜல்ல ஆண்டவன் பாவ ஆதத்தை எப்படி படைத்தாலோ அதே போன்று இன்னும் ஆதத்துடைய ஒரு விழா இருப்பில் அன்னை ஹவ்வா அம்மாவை எப்படி அல்லா வெளியாக்கினானோ அது என்னுடைய வயதிலே இந்த அமல் உருவாகியிருக்கிறது என்று சொன்னாங்க சொன்னா பொருந்துமா ஒப்பாகுமா இது யாருமையை என்று நம்புவார்களா அப்படி இருக்கும்போது அந்த தாய் தாங்க மகளை பார்த்து கேட்கின்றால் அருமை மகளே நீ எவ்வளவு தண்ணியாக இருந்தாலும் எவ்வளவு நீ கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தால்தான் ஒரு பெண் அமல் உண்டாக முடியும் கருத்தரிக்க முடியும் அப்படி சேராம எப்படியம்மா கருத்தரிக்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் கன்னியாக இருக்கக்கூடிய பெண் நீங்கள் எப்படி நீங்கள் குழந்தையை உங்களுடைய வயசிலே உருவாக முடியும் ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தாத்தான் அந்த பெண்மெணியை கருத்தரிப்பார்கள் ஜனிப்பார்கள் அந்த ஊசியினுடைய துவாரத்துக்குள் எப்படி நூல் புகுந்தால் அது இணைகின்றதோ அதுபோன்று ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் அவங்களுடைய வயிறிலே அமல் உருவாகும் ஆகையினால் அருமை மகளே மதியமே நீங்கள் ஏதோ தவறு செய்து விட்டீர்கள் என்பதாக ஜன்னத்து என்று சொல்லக்கூடிய மதியத்துடைய தாயார் தண்ணியில் இட்டுவார்கள் மகளை பார்த்து பூலம்பிடுவார்கள் நீங்கள் நினைப்பது போன்று நான் எந்த விதமாவது குற்றத்தையும் செய்யவில்லை எந்த தவறையும் நான் செய்யவில்லை உண்மையாக சொல்லுகின்றேன் அல்லா ஜல்லஷானுடைய ஒரு வல்லமையை கொண்டு அவனுடைய குதிரத்தை கொண்டு அதாவது நான் குளித்து முழுகி பரிசுத்தமான முறையிலே வந்து கொண்டிருக்கும் போது நடந்த ஓர் சம்பவம் ஆனால் எதனுடைய உண்மையை பற்றி நீங்கள் இப்போ அறிய மாட்டீர்கள் என்பதாகத்தனுடைய மகளுக்கு சொல்லி முடித்து அதன் பின்பு இந்த விதமாக தான் இருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த ஊர் முழு தெரிந்து தெரிந்தால் பெண்கள் சும்மா இருப்பார்களா அதாவது குறை சொல்வார்கள் வடு பேசுவார்கள் கேட்டியா இந்த மாதிரி ஜென்மத்துடைய மக மரியம் பிவி ஹமலா இருக்கானா அவருக்கு புருசை இல்லை உலகத்தில் உள்ள மக்கள் பேசுவார்கள் தன்னன் தனியாக இருந்து அழுது கொண்டிருப்பார்களாம் பிவி மரியசலா துவா அப்படி அழுது கொண்டிருக்கும் போது அவங்களுடைய வயிற்றிலே ஹமராகத்தான் இருக்கின்ற கர்ப்பமாக இருக்கின்ற நபி ஒயிசா அலிஸ்லாத் அவர்களுக்கு ஆண்டவன் பேசக்கூடிய வல்லமையையும் அல்ல அவங்களுக்கு கொடுத்தான் நபி ஒயிஸ் அலிஸ்லாத் பயிற்சிக்குள்ள இருந்து பேசியதாக வரலாற்றிலே சிறப்பான ஒரு சிறப்புடைய தன்மையாக இருக்கும் வரலாற்றுடைய சிறப்பாக இருக்கும் சிறு குழந்தைகளில் பேசியவர்கள் மூன்று பிள்ளைகள் அதில் ஒரு குழந்தை தாயாருடைய வயிற்றுக்குள்ளே இருந்து தன்னுடைய தாயினுடைய காது கேட்கும்படியாக வயிற்றுக்குழுந்து பேசுகின்றார்கள் என்ன பேசுகிறார்களே என்னுடைய அன்பு தாயவர்களே நீங்க ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒன்றுக்கும் உங்களுடைய மனதிலே தான் வருத்த வேண்டாம் என்று வயிற்றுக்குள் இருக்கின்ற அந்த சிசுவாக குடியிரு சொல்லுகின்றது என்னுடைய தாயும் மனதில் வாருந்த வேண்டாம் அம்மா மனதில் வாழ்ந்த வேண்டாம் பரிசுத்தரூபை கொண்டு தாய் அவர்களே நீங்கள் சாதாரணமான ஒரு ஜனிக்க வைத்திருக்கின்றான் அது மட்டுமல்ல எனக்கு நபித்துவம் என்று சொல்லக்கூடிய நபிப்பட்டையும் அல்ல எனக்கு கொடுத்திருக்கின்றான் ஒரு நபியாக இருக்கும் ஆகையினால் நீங்கள் அதைப் பற்றி ஒன்றும் வருந்த வேண்டாம் உங்களுக்கு இந்த உலகத்தில கல்யாணம் கிடையாது உங்களுக்கு நிக்காக கிடையாது என்று வயசிலே கருவாக ஜனித்திருக்கின்ற அந்த குழந்தை காது கேட்கும்படியாக பேசுகின்றார்களாம் இன்னும் சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றது அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள் அம்மா நீங்கள் கண்ணியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால உங்களுக்கு கல்யாணம் எனப்பும் தெரியுமா யாமத்துடைய நாளையில சொர்க்கலோகத்துல திரு கல்யாணம் என்று ஒரு ஒன்று நடக்க இருக்கின்றது அந்த சொர்கலோகத்தினுடைய திரு கல்யாணம் யாருக்கு நபீ முகமதின் அவர்களுக்கும் என்னுடைய அன்புத்தாயாகிய மரியம் உங்களுக்கும் சொராளுடைய மனைவியாகிய ஆசியாவுக்கும் இரண்டு பேருக்கு நாள் அப்பமத்துடைய நாளையில சொற்கத்தில் திரு கல்யாணம் அதனால்தான் அல்லாஹ் உங்களை சிறப்புடையவர்களாக அல்லாக்கி வைத்திருக்கின்றார் கற்புடையவர்களாக உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றார் ரொம்ப பரிசுத்தமான முறையிலே உங்களை அல்லாஹு உங்களை படைத்திருக்கின்றான் ஆகையினால உலக மக்கள் எதை சொல்லுதுனாலும் நீங்கள் அதை பற்றி ஒன்று கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வருந்த உங்களுடைய வயிற்றில நான் நபியாக இருக்கிறேன் அம்மா என்று பச்சிடம் குழந்தையாகிய பயத்திலே தரிபால் தரிப்பட்டிருக்கின்ற நீசா நபி அவர்கள் இனிதாக சொல்லிடுவார் தாயார் சொல்லிடுவார் தாயார் தன்னுடைய வயிற்றுக்குள் இருந்து பேசுகின்ற அந்த குழந்தையினுடைய இனிய மொழி கேட்டு அவங்களுடைய கல்வ மிகோஷமானார்களாம் இருக்கும் போது அவர்கள்தான் வயிற்றுக்குள் இருந்தவர்கள் அமலுடைய காலமாக கூடியது அமல் அவர்கள் நிறைவாகத்தானே நரசம்பமாகி ரீசா பிறக்கக்கூடிய ஒரு நேரம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லா ஜெல் ஆண்டு உத்தரவு வருகின்றது வரியுமே நீங்கள் குழந்தை பெறக்கூடாது ஆகையினால் நீங்கள் குழந்தை பெறக்கூடிய ஒரு இடம் நாட்டினுடைய அதாவது காட்டிலே ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில்தான் நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அல்லாவுடைய உத்தரவு வருகின்றது அதன்படி மரியம் அவர்களை அந்த காட்டுக்கு யார் அழைத்து செல்லுகின்றார்களே ஆனால் அவர்களுக்கு வேற யாரும் துணை கிடையாது வேற யாரும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிடையாது இந்த நிலையில் தானே அவர்களுக்கும் நீண்ட நாளாக குழந்தை இல்ல மக்கள் இல்லை அதன் காரணமாக நபி சக்கரியா அலி சலாத் வசலா அல்லா இடத்திலே ஆகவே அவங்களுடைய துவா பொருட்டை கொண்டு அவர்களுக்கு நபி அலி சலாத்து பிறந்தார்கள் அப்படி நபி எஹியாத்து வல்லாம் பிறந்து அவர்களுக்கு ஒரு மக்கள் பிறந்தது அவர்களுடைய பேர் ஈசுபுல் புகார் என்பதாக சொல்லப்படுகின்ற அந்த ஈசுபுல் புகார் என்று சொல்லப்பட்டவர் பி மரியம் அலி சொல்லாத்து வல்லாம் அவர்கள் இந்த அமலுடைய தன்மையாக இருப்பதை புரிந்து அவர்கள் அவர்கள் இந்த மிசர் நாட்டிலே குழந்தையிலே குழந்தையை பெற்றார் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவர்கள் மீது ரொம்ப கோபமாகவும் அவதூறாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருப்பிருந்தால் அவர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை விளைவித்தாலும் விளைவித்து விடுவார்கள் அவங்களுக்கு பெரிய சங்கரம் ஏற்பட்டுவிடும் என்று கருதி அந்த இசுபுல் புகாரி அல்லாவுடைய உத்தரவு கொண்டு கோவேறு கல்வியைத்தான் கொண்டு வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்ற மரியத்தை அவர்களையும் எல்லையில் ஔா குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தான் கொண்டு போய் பி வி மரியம் அலை அவர்களைத்தான் அங்கு கொண்டு போய் வைத்தார்கள் அப்படி வைக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு எந்த விதமாவுடைய துணை கிடையாது அவர்களை போல உள்ள தாய்மார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு உதவியும் இல்லாதபடி பிவி மரியா துமசலாம் தன்னந்தி தனியோரை குதித்திடுவ நான் கர்ப்பிணியாக நிறைமாத கர்ப்பிணியாக குழந்தை பேர்காலத்துடைய நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றேனே எனக்கு யாரும் துணை இல்லையே உதவி இல்லையே என்பதாக மனதிலே ரொம்ப வருத்தமடைந்து வேதனமடைந்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள் ரகமானே உண்பதற்கு நீதான் இந்த இடத்தில் எனக்கு உதவியாக இருக்கின்ற அல்லாது எனக்கு வேற யாரும் இல்லை நேரத்தில் பசி உண்பதற்கு அதிகமான தாகன வறட்சி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை நான் என்ன செய்வேன் எங்கு போவேன் என்பதாக கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது உருவாக்கி வைத்து விட்டாயே எனக்கு கிருப செய்ய வேண்டும் என்று பிபி மரியசலா துவசலாம் அவர்கள் அல்லா இடத்திலே துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எல்லாம் ஜல்லஷான ஆண்டவன் பிவி மரிய மலிசலாத் அசலாம் அவர்களுடைய வேதனையும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கர்ப்ப வேதனையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நாவரட்சியும் பசியிருந்தானே அறிந்த அல்லா ஜெல்ல ஆண்டவன் அப்பொழுது அங்கு பகிய அதாவது அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார் என்ன சொல்லுகின்றானே ஆனால் மரியமே நீங்கள் மனதில் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த பட்டு போன அந்த பேரித்த மரத்தை உங்கூடிய திருக்கரத்தினால பிடித்தங்க அலைத்திடுங்கள் என மொழி தான் மொழி தான் அவர்களுக்கு கனி செழுந்து கொடுக்கின்றது இதை கண்ட மரியன் பிவி மட்டில்லாத மன மகிழ்ச்சி ஒன்று காலிக்கு பக்கமாக தண்ணீர் தானே வரும்படியாக அம்மாவுடைய வல்லமையை கொண்டு அவர்களுக்கு தண்ணீரை உண்டாக்கி கொடுத்தான் அந்த தண்ணீரை தானே அள்ளி அவர்களுடைய தாகம் தீரும் பொருட்டுத்தானே தண்ணீரை குடித்தார்கள் இந்த விதமாக தானே பசியையும் தாகத்தையும் தானே போக்கி மதியம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அந்த காட்டுக்குள் தானே இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு நேரம் நெருங்கிவிட்டது சுபானந்தா பேர்காலத்துடைய ஒரு நேரம் நெருங்கியதும் அப்ப பேர்காலம் பார்க்க வேண்டுமே அவர்களைப் போல பெண்கள் வேண்டுமே நம்முடைய பெருமானார் நபி அவங்க தாயாருடைய கர்ப்பத்தை விட்டு உலகத்திலே பிறக்கும் போது அவங்களுக்கும் அது போல பெண்கள் அதாவது அவங்களுடைய தாயார் சபா அம்மாவை தவிர வேற யாரும் அந்த வீட்டில் கிடையாது அப்ப அவங்களுக்கும் உதவியாக அங்கு யார் வந்தார்கள் அதான் இப்ப நம்ம சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றோமே மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு பேர்களும் அவங்களுக்கு வந்து இடதுபரும் வந்து நின்று இன்னும் ஊரலின் பெண்கள் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக கூடி நின்று அவர்களுக்கு பேர்காலம் பார்த்தார்கள் என்று அருமநாயகத்துடைய வரலாறில் வருகின்றது அதுபோலவே பிவி மரியாஜூலாம் ஈசாவை பெறக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக ஊரலின் பெண்கள் எல்லாம் அணி அணியா வந்து அந்த வானத்தில் பெண்கள் அணி அணியாக வந்து இறங்கி அவர்களை ஆக்கிக் கொண்டு அவர்களுடைய சிறப்பான முறையில் தானே அவர்கள் இந்த உலகத்திலே பெற்றெடுத்தார்கள் அவர்கள் பெற்ற அந்த அருமை கண்மணியான குழந்தை அந்த பாலகர் அவர்களுக்கு ஒடிசா என்பதாகவும் பெயர்நாமத்தையும் சூட்டி வானவ பெண்கள் சென்று வீட்டார்கள் அதே நேரத்தில் மரியம் தன்னுடைய அன்பு மகனைத்தான் எத்துவிக்கும் அடியிலே வைத்து அருமை கண்மணியான மகளுடைய முகத்தைத்தானே பார்த்தும் மன மகிழ்ச்சி கொண்டு பிள்ளையைத்தான் நிரம்ப சிறப்பான முறையில் அவர்கள் பாதுகாத்து வருகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய நாளையில் மறைவாக இருந்தவர்கள் மீண்டு வந்து பார்க்கின்றார்கள் அழகான ஒரு ஆண்மகனை பெற்று வைத்திருக்கின்றார்கள் இதை பார்த்த அவர்களுடைய மனதிலையும் சந்தோஷம் ஏற்பட்டது ஒரு புறம் அவருக்கு சந்தோஷம் மற்றொரு புறம் தகப்பனில்லாதபடி ஒரு குழந்தையை பெற்றுவிட்டார்களே இது நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு ஒரு ஒரு எழுக்கும் இருக்குமே என்று அவருடைய மனம் வளந்துகின்றது இந்த நிலையில் தான் எடுத்துக்கொண்டு மரியத்தை அழைத்துக் கொண்டு அவ்வாறு மீண்டும் அவர்கள் சொந்த நாடாகிய அந்த பட்டணத்திற்கு வருகின்றார்கள் பைத்து பட்டணத்திற்கு வருகின்றார்கள் அப்படி பைத்து பட்டணத்தில் அவர்களுடைய வீட்டில் தான் கொண்டு வந்தவர்களை இறக்கியதும் இதை பார்க்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப புதுமையானார்கள் மரியம் அழகான ஒரு ஆண்மகனை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று அந்த ஊரெல்லாம் அவர்களை பற்றி ஒரு அவதூதார முறையிலே பேசுகின்றார்கள் அதை கேட்ட நபி சக்ரியால் இசு ஆத்மசலாம் மனதில் தான் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருத்தப்பட்டவர்களாக அந்த குழந்தையை பார்ப்பதற்காகத்தான வேண்டி நபி சக்கரியால் இசு ஆத்மசலாம் வீட்டுக்கு வருகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஆண்மகனை பெற்றதாக சொல்லுகின்றார்களே அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னவுடனே பார்ப்பதற்கு அது போன்ற அனுமதி கொடுத்தார்கள் வீட்டுக்குள் தானே சென்று அந்த குழந்தையை தானே போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்க்கவும் அவர்களை பார்த்து மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம் குழந்தையை பார்க்கும் போது ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான ரொம்ப ஒரு தெளிவான குழந்தையாக இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டிருக்கும் போது ஆனால் நபி சக்கரியா லேசலா துவசலா அவங்களுடைய மனதில அதாவது கருத்து வேறுபாடாக இருக்கின்றது தந்தை இல்லாம தகப்பன் இல்லாம ஒரு குழந்தையை பெற்றுவிட்டார்களே இந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு தந்தை யாரு என்று தெரியவில்லையே எந்த அவங்களுடைய மனதுக்குள்ள ஒரு சக்கான ஒரு ஹசதான ஒரு எண்ணம் அதே நேரத்தில் தொட்டிலில் கிடக்கின்ற நபி ஒடிசாலை சிலாத்துவசலாம் சக்கரியா நபிக்கு சொல்லுகின்றார்கள் அவர்களே உங்களை போன்று ஆண்டவன் எனக்கும் அந்த நபி தத்துவத்தை ஆகையினால் எனக்கு ஆண்டவன் இஞ்சியின் என்று சொல்லக்கூடிய வேதத்தை அவ்வாகும் எனக்கு தர இருக்கின்றான் ஆகையினால் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் ஏதும் நினைக்க வேண்டாம் நானும் உங்களை போன்று ஒரு நபியாக இந்த உலகத்தில் அவ்வா என்னை படைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இப்படி உலகத்தில பச்சினம் குழந்தையாக இருந்து பேசக்கூடியவர்களில் மூன்று பேர்கள் அந்த மூன்று பேர்களில் நபி உயிர் அவர்களும் ஒருவராவார்கள் அதே போன்று நபி மூசா அலி அவர்களை தந்தூர் என்று சொல்லக்கூடிய அடுப்புக்குள் பானையோடு வைத்த தாயார் ஓடி வந்து பிள்ளை தீயிலே எழுந்து விட்டதோ என்று வேதனைப்படக்கூடிய நேரத்தில் அந்த அடுப்புக்குள் அந்த குழந்தை பேசியது மூசா நபி பேசினார்களாம் அம்மா கவலைப்படாதீங்க இருக்கிறேன் என்னை தூக்குங்கள் என்று நபி மூசா அலித்து சொன்னார்களா குழந்தையாக இருக்கும் போது அவர்கள் இரண்டு அவர்களும் அவர்களும் தனித்திருக்கின்ற நேரத்தில் அவர்களை துரத்திக் கொண்டு வர வேண்டிய நேரத்தில் வாசல்கள் எல்லாம் திறந்து கடைசியாக வந்த போது கடைசி வாசலும் திறக்கப்படக்கூடிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய அரசன் மீது வேதனைப்பட்டான் அதே நேரத்தில் நம்பி யூசுப் அலி சொல்லாத்துலாம் சொன்னார்கள் அஜீஸ் அவர்களே என் மீது நீங்கள் நான் பரிசுத்தமானவன் நான் எந்த விதமான தவறையும் செய்யவில்லை என்று நம்பி யூசுப் சொன்னாலும் சொலேஹா யூசுப் மீது படி சுமத்தினார்கள் ஆனால் இந்த உண்மை தெரிய வேண்டுமே நபி யூசுப் சொன்னாங்க நான் சுத்தவாழியா அல்லது என்பதை பற்றி உண்மை தெரிய ஆனால் பிறந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வாருங்கள் அது எனக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னாங்க அப்படி சொல்லும் இதே சொலேஹாவுடைய சிறிதகப்பனாருக்கு குழந்தை பிறந்த ஏழு நாள் ஆயிட்டார் அந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வந்தார்களாம் அந்த குழந்தை நபி யூசுலாம் அவர்களுக்கு சாட்சி சொல்லதான் என்ன சாட்சி சொன்னது அதாவது என்னுடைய யூசுப் நபீனுடைய சட்ட பின்னாலே கிழிந்திருந்தால் சுனேகா குற்றவாளி யூசுப் நபீனுடைய குப்பாயம் முன்னாலே கிழிந்திருந்தால் யூசுப் குற்றவாளி என்று அந்த குழந்தை சாட்சி சொன்னதான் இதை இதே போன்று மூன்று குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது வாயொடுந்து பேசியவர்கள் அது இந்த மூன்று பேர்களாக இருக்கும் ஒன்று நபி ஒளிசா அலிஸ்லாத்துலாம் ஒன்று மூசா என்றும் ஒன்று இசுப்பு நபிக்கு சாட்சி சொன்ன குழந்தை என்றும் இப்படி மூன்று குழந்தைகள் பேசியிருக்கின்றன ஆகையினால் அருமை பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் ஜல்லஷாரவுத்தால ரொம்ப வலுப்பமுடையவன் தூதர் தான் அல்லாவுடைய அடியார் தான் என்பதாக அவர்கள் மெய்ப்பித்து அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றார்கள் அதன் பின்பு பிவி மரியம் அலை சுனாத்துலாம் அருமை கண்மணியாகிய மகன் eesnavet maney medhi kannu garutuvaga valatuvanta <laughs> kannu garutuvaga valatuvanta ரஹிமல்லாஹி அலைஹி ஸலாம் தன்னுடைய மகனை வைத்து ரொம்ப பிரியத்தோட محبتத்தோட வளர்க்கத் தொடங்கார் அப்படி வளர்த்த வர வேண்டிய நிலையில அவர்களுக்கும் தானாயது 12 வயதாகின்றது தி நபி sahabக்கு அப்ப அவர்களை வளைமை பிடிக்க வைக்க வேண்டும் என்று மதரஸாலாவிலே கொண்டு போய் அதாவது ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத் இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படி சேர்த்த உடனே உஸ்தாதாாக குடியேவர்கள் அவர்களுக்கு என்பதாக அவங்களுடைய முதலாவது அந்த திருநாமத்தை ஓதி கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அதை ஓதியில ஒஸ்தா அவர்கள் உடனே பிஸ்மில்லா ரஹ்மான் என்று ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவுடைய திருநாமத்திற்கு அதாவது அவர்கள் ரொம்ப ரொம்ப விளக்கமான முறையில அதற்கு விளக்கம் சொன்னார்களாம் உண்மையிலேயே இவர்கள் அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய ஒரு ஞானத்தையும் அல்லாவுடைய ஒரு பெரிய ஒரு எண்மையும் படித்தவர்கள் என்பதாக தெரிந்து உடனே அழைத்துக் கொண்டு வந்து தாயுடையில ஒப்பு கொடுத்து விட்டார்கள் அம்மா உன்னுடைய மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாதம்மா அவ்வாவுத்தான ஆண்டவன் அந்த பிள்ளையினுடைய அந்த உன்னுடைய மகனுடைய கல்வெல்லாம் ரொம்ப விசாலமாக்கி வைத்திருக்கின்றான் ரொம்ப வெளிச்சமாக்கி வைத்திருக்கின்றான் ஆகையினால நான் தெரிய முடியாத அறிவுகளையும் நான் அறிய முடியாத ஒரு அறிவுகளையும் உன்னுடைய மகன் அறிந்து வைத்திருக்கின்றான் ஆகையினால அவர்களுக்கு அவ்வாவுக்கான ஆண்டவன் தனி பெரும் சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்பதாக அந்த மகனை தாயனிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்களான் இப்படியாகத்தான் தன்னுடைய தாயான் இடமாகத்தானே வைத்து அவர்களை வளர்த்து வர வேண்டிய நாளில் என் அவர்களுக்கு அற்புதங்களையும் அம்மா கொடுக்கின்றான் நபிசா அலை அவர்களுக்கு அதாவதுடைய வயது நுபூத்துடைய பட்டம் பெறக்கூடிய வயது அவர்களுக்கு வருகின்ற நேரத்தில் அதான் நபித்துவம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அதான் அந்த அல்லாஹு அவர்களுக்கு இறைத்து வைத்து பலவிதமாவுடைய அற்புதங்களையும் மொழி சாத்துகளையும் அல்லாஹு கால ஆண்டு அவர்களுக்கு கொடுத்தார் எப்பேறு பொறுத்தவர் மொழி சாத்தி என்று சொன்னார் தீரான நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார் கண்ணுடைய ஒளி இறந்தவர்கள் கூடல்களாக உள்ளவர்களுக்கு ஒளிவு பெறக்கூடிய சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் இறந்தவர்களை மீண்டும் ஹயா தாக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்படி பலவிதமா உடைய சிறப்பு பெற்ற அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் மிசர் நாட்டுக்குத்தான் போகும்படியாக நபிஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அல்லா ஜல்லுஷான கட்டளையிட்டான் நீங்கள் மிசர் நாட்டிற்கு சென்று அந்த நாட்டிலே வாழக்கூடிய ஹூதி நசராக்களை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் அல்லா உத்தரவு கொடுத்ததும் அதன்படி அவர்களுடைய பேச்சுக்கு மாறு செய்கின்றதும் அவர்களுடைய பேச்சுக்கு இழிவு பண்றதும் அது மட்டுமல்ல பார்த்து சொல்லுவார்கள் இவர் தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் ஆகையனால இவரு ஆண்டவனுடைய புத்திரன் என்றும் என்றும் அவர்களை அவர்களை சொல்லுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு பகரம் சொல்லுவார்கள் நான் உண்மையில் அல்லாஹ் ஜல்லஷான ஆண்டவருடைய ஒரு பரிசுத்தமான ஒரு ரூகை கொண்டு நான் படைக்கப்பட்டவன் ஆகையனால நான் ஆண்டவனுடைய புத்திரனும் அல்ல கடவுளுடைய பிள்ளையும் அல்ல அடிமைகளில் ஒருவனாக இருக்கும் ஆனா அதே நேரத்தில் அவர்கள் கேட்ட பல அற்புதங்களையும் மூச்சு சாத்துக்களையும் செய்து காட்டினார்கள் ஆனாலும் இபிரிசானு இபிரிசானுக்கு ஈமான் கொண்ட அந்த நசானிகள் எல்லாம் ஆண்டவனுடைய தூதர் என்பதாக ஆண்டவருடைய நபி என்பதாக அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இந்த நிலையில என்பதாக மனதில் தானே நினைத்து ஒரு நாள் அன்று அவர்களைத்தானே விரட்டி கொண்டு வந்து நபி வைசாலிசுவலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக அந்த நசராதிகளெல்லாம் விரட்டி கொண்டு வருகின்றார்கள் நபி அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தப்பிப்பதற்கு எந்த விதமான மார்க்கவும் தெரியவில்லை ஆகையினால் ஒரு வீட்டுக்குள் தானே போய் புகுந்து உடனே விரட்டி கொண்டு வந்த ஒருவன் அந்த வீட்டுக்குள் அவரும் தானே அவசரமாக போய் நுழைகின்றான் நுழையக்கூடிய நேரத்தில் நபிசாலை அல்லா இடத்திலே துவா செய்தார்கள் ஆண்டவனே ரஹ்மான் பல வருஷங்களாக இந்த மக்களுக்கு நான் நல்லுபதேசத்தை மாறு செய்து விட்டார்கள் எனக்கு வழிபடவில்லை ஆகையினாலே இறுதியாக என்னை கொல்ல வேண்டும் என்பதாக துரத்தி கொண்டு வருகின்றார்கள் ஆகையினால் ரஹ்மான் ஆகிய வல்லவேனே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் yen banagana bi izana idnatu musalama hadi faryuni dum bendi ni bidha adulha alikadi yuni dum bendi ni da aladhi warindi ya do isanajium aladhi warindi ya do isanajium என்னை காப்பாற்ற வேண்டும் அவர்களைத்தான் நான்காவது ஆனால் அதே நேரத்தில் முன்பதாக வருத்திக் கொண்டு வந்தானே பின்பதாக ஓடி வந்த வீட்டுக்குள் வந்து பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற புரியல அதை தெரிந்து கொள்ளவில்லை ஆனா இவர்கள் உடனே அவர்களே தானே பிடித்து கொண்டு வந்து சிலுமையில் தானே அடைத்து சிறுமியில் தானே அடித்து அவர்களை ஆணி அறைந்து சிலுமையில் தானே வைத்து அவர்களை தெய்வம் என்பதாகவும் அவர்களை கர்த்தர் என்பதாகவும் அவர்களை ஏசி என்பதாகவும் வணங்கி கொண்டு வருகின்றார்கள் ஆகையினால் அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே ஒரு ரசாக இருந்ததை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷான ஆண்டவன் அவர்களை நான்காவது வாணி உலகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் மீண்டும் நபி உயிசா அவர்கள் இந்த உலகத்தில் வந்து இறங்கி கடைசியாக நம்முடைய பெருமானார் நபி முஹம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராகத்தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து அதான் நபீருடைய உண்மத்தாகவே இருந்து இறுதியில் அவர்கள் பதினாவில் என்பதாக நம்முடைய வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகையினால் அருமையை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே நபி ஒய்சா அலித்து வசலாம் அவர்கள் பிறந்த ஒரு வரலாறும் நபி அரிசாவுடைய தாய் ஆகிய பிவி மரியம் அலிசலாத்துவ சலாம் அவர்களுடைய வரலாறும் இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது ஆகையினால நீண்ட நேரமாக உங்களுடைய சிரமங்களையும் பொருப்படுத்தாதபடி இருந்து சிறப்பான முறையிலே கேட்டிருந்த பெரியோர்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யார் பேரும் அல்லா ஜெல்லஷத்தாலா நல்ல அருளையும் பொருளையும் கொடுத்து சிறப்புடையவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் நபி இலைய சலாத்துலாம் அவங்களுடைய வரலாற்றை நாங்கள் இம்மட்டோடு நிறைவேற்றி கொண்டு இந்த சரித்திரத்தினுடைய சிறப்பை சிங்கப்பூரை சார்ந்த ஏசிய மஜித் அவர்களுக்கு நாங்கள் மனம் வந்து பாடி கொடுத்தோம் என்பதை சொல்லி எங்களுடைய ஒரு இந்த வரலாற்று துருக்கத்தை இம்மட்டோடு நிறைவேற்றிக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லாஹி வரகாத்து கண்டிருந்து கண்டால் ஜம பாவம் தீருமே ராஜா மைன தீன என்னும் எங்கள் ஞான தீபமே கண்டிருந்து கண்டால் ஜென்ம தீருமே ராஜா சங்கை மிகும் அஜிமீர் வாழும் வள்ளல்வாறுமே உங்கள் வருகை தந்து ஏழை மூக வாட்ட தீருமே சங்கை நரும் அஜிர் வாழும் வள்ளல்வாறு மேகை தந்து ஏழை வாச்சின் நலத்தில் புடிக்க கள்ளா உள்ளம் ஐயா கருணை பிறகுமாயிறு கைகுவித்து மெய் மறந்தேன் உமது தேசமா கள்ளமிழா உள்ளம் ஐயா கருணை பிறகுமாயிறு கைகுவி மாறந்தேன் உனது தேசமா வயலீவ என் ஞான தீபே செஞ்சடையும் சிவந்த நிறமும் சிந்தை குடிதே ஜிஸ்தி சிறப்பு தரும் கண்டு மகிழவே வேதரை யூ சிவர நிரமோ சிரமே குழிவே வாஸ்து சிலபுதarumபானுமே உடம்பு சில்கிறே காலே பாலைதாசம் என் உடம்பு சில்கிறே கண்டிருந்து கண்ணா என்ன பாவதியா aliye abdul qadir muhayyiuddin aliye qalalan மா <laughs> அப்தி